الحمد الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعاله أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ذلك الكتاب அலம் அது வசீமல் صدق الله العلی العظيم و صدق رسوله النبي الكریم مرحوم على ذلك من الشاهدين والشاکرین قال نبینا و سيدنا محمد صلی اللہ علیہ وسلم انما الاعمال بمیات و فما قال علیہ السلام صدق النبینا سيد البشر صلی اللہ علیہ وسلم والسلام عليك يا سيدي يا يا يا سيدي رسول رسول الله رب العالمين சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹல் ஒருவனுக்கே உத்தாக அவரின் சாதியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த அன்னலம்பெர்மான் அஹமது உஸ் சஃபா சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களின் தோழர்கள் இன்னும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹாவின் சாந்தியும் சமாதானமும் என்றண்டும் நிலத்தில் நிரப்பமாக நிலவட்டமாக வாழக்கூடிய காலங்கள் எல்லாம் அல்லாஹூக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக நல்லா நம் அனைவரையும் ஆக்கி நாம் புரிவாராக கணித்திற்குரிய அல்லாஹின் நல்லே அல்லாஹ ரபு ஆலமின் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஒரே நிலைமையில் எல்லாவற்றையும் ஒரே அந்தஸ்தில் எல்லாவற்றையும் ஒரே படித்தனங்களில் அல்லாக படைக்கவில்லை ஒன்றை விட ஒன்றை சிறந்ததாக அல்லாஹ படைத்திருக்கின்றார் உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்புகளில் அல்லாஹ் இந்த மனித படைப்பை தேர்ந்தெடுக்கின்றார் சொல்லி காமிப்பார்கள் அல்லாஹலை இஸ்லாம் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது என்னுடைய ரோஹை நான் ஆஜமலேஸ்வராம் அவர்கள் மீது ஊதினேன் என்று அல்லாஹலி அமைப்பார் எனவே அல்லாஹு படைத்த எல்லா படைப்புகளிலும் ஆக சிறந்த படைப்பாக இந்த மனிதனுடைய தேர்ந்தெடுக்கின்றார் இந்த மனிதர்களிலும் அல்லாஹ் எல்லாரையும் ஒரே அந்தஸ்தில் ஒரே தரத்தில் ஒரே பாகுபாடில் வைத்திருக்கின்றானா என்றால் நிச்சயமாக இல்லை மனிதர்களில் ஆறு அறிவு செயல்படக்கூடிய மனிதர்களை அல்லாஹு சிறப்பாக்கி வைத்தார் அந்த ஆறு அறிவு செயல்படக்கூடியவர்களிலும் அந்தஸ்தையில் வைத்திருக்கின்றா என்றால் அதுவும் இல்லை அந்த ஆறு அறிவிலும் கூட ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் ரபு அளவின் சிறப்பாக்கி வைத்தார் அந்த ஈமான் கொண்டவர்களிலும் எல்லோரையும் ஒரு அந்தஸ்து அல்லாஹ் வைத்திருக்கின்றானா என்றால் அதுவும் அல்ல யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சிறப்பாக்கினார் அந்த நல்ல நல்லவல்கள் செய்பவர்களிலும் அல்லாஹ் எல்லாரையும் ஒரே அந்தஸ்தில் வைத்திருக்கின்றானா என்றால் நிச்சயமாக இல்லை யார் இறைவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மட்டுமே நல்ல அமல்கள் செய்வார்களோ அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார் அவர்களிலும் அல்லாஹ் எல்லாரையும் ஒரே அந்தஸ்து வைக்கவில்லை அவர்களில் அல்லாஹ்மார்களை தேர்ந்தெடுத்தார் அந்த அபிமார்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஒரே படித்தரத்தில் வைத்தாரா என்றால் அதுவும் இல்லை அந்த நபிமார்களிலும் கூட ஒழு ரசு என்று சொல்லக்கூடிய சில குறிப்பிட்ட அபிமார்களை அல்லாஹ் சிறப்பாக்கினார் அதிலும் எல்லாரையும் ஒரே அங்க அதுவும் இல்லை எல்லா நவிமார்களை விட எல்லா படைப்புகளை விட எல்லா மனிதர்களை விடவும் அல்லாஹ் நாயகம் அழிவு அவர்களை சிறப்பாக வைத்தார் யார் சிறப்பாக வைத்தார் கண்மணி முகமது உஸ்தபா சல்லாஹு அலி வசல்லம் அவர்களை அல்லாஹு சிறப்பானவர்களாக கண்ணியம் மிக்கவர்களாக தனது அன்புக்கு சொந்தக்காரணாக நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை அல்லாஹு தேர்ந்தெடுத்துக் கொண்டார் இதற்கான காரணம் என்ன நவியை அல்லாஹு தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன என்பதற்கு இமாம்கள் பல்வேறு விதமான விளக்கங்களை சொல்லித் தருவார்கள் அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் மிக விவரமாக சுருக்கமாக நாம் சொல்ல இருக்கின்றோம் நாயகத்தை அல்லாஹ தன்னுடைய அன்புக்கு சொந்தக்காரனாக தேர்ந்தெடுத்ததற்கான முக்கிய காரணங்கள் என்னென்றால் செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நாயகம் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் செய்தார்கள் அடியாரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தன்னுடைய தந்தைக்கு தனது தாய்க்கு தன் மனைவிக்கு தன் பிள்ளைகளுக்கு தன்னுடைய உற்சார் உறவினர்களுக்கு தன்னுடைய அன்னை வீட்டாருக்கு தன்னோடு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தன்னோடு பழகக்கூடியவர்களுக்கு சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நாயகம் சல்லாஹூ அலிஹசல்லம் அவர்கள் சரிவர நிறைவேற்றினார்கள் வடக்க வழிபாடுகளை இமாக்கல் இரண்டு வகையாக பிரிக்கின்றார்கள் ஒன்று ஹப்போக்குல்லா அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் இன்னொன்று அடியாறுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாவிற்கு வேண்டிய கடமைகளில் ஏதேனும் ஒரு குறைபாடுகளை நாம் வைத்தால் இந்நல்லாக அல்லாக மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் எழுபது தாயை விடவும் தன் அடியாரின் மீது கருணை செலுத்துபவன் அல்லாஹ் ரகுரீன் அவன் மன்னித்து விடுவான் ஒரு மனிதன் குறைபாடுகள் வைத்தால் அவர்களுடைய மனதை காயப்படுத்தினால் அந்த மனிதர் மன்னிக்காத அல்லாஹ் மன்னிப்பதை இல்லை அவர் ஒரு அவர் ஒரு ஷகீராக இருந்தாலும் அந்த அடியார் மன்னிக்காதவரை அல்லாஹு மன்னிக்கவே மாட்டார் எதுவரையிலும் தியாமத்து நாளில் வந்து இந்த பிரச்சனை அல்லாஹிட்ட தீர்ப்புக்கு கொண்டு வரப்படும் அந்த அளவுக்கு அடியாறுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியான முறையில் நாம் செய்ய வேண்டும் இன்னைக்கு ஹெகோக்குல்லா அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லோரிடத்திலும் இன்றைக்கு பரவலாக வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு தொடாம இருக்கிறது ரொம்ப கம்மியான சொற்பமான நபர்கள் இல்லையா தொழுகை எல்லாத்தையும் வந்துடுச்சு எல்லார்ட்டையும் ஓரளவுக்கு கண்ணியமான வாழ்க்கைகளை என்ன செஞ்சு வந்து இருக்குது நம்ம எதை விட்டு இன்னைக்கு நம்ம தள்ளி போய்கிட்டு இருக்கோம் நம்ம குடும்பத்தை விட்டும் நம்மளுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டும் தன்னுடைய மனைவி மக்களை விட்டும் தன்னுடைய உற்சாக உறவினர்களை விட்டும் நாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிக் கொண்டிருக்கின்றோம் நாயகம் செல்லம் ராகவரை முஸ்லிமர்கள் சொன்னார்கள் அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க முஸ்லிம் முஸ்லிமுக்கு மொத்தம் எத்தனை படித்தரங்கள் உள்ளது முதலில் அவன் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் முஸ்லிமுக்கு அடுத்த உயர்ந்த படித்தரம் முஹூமி அந்த மோமியனுக்கு அடுத்து உயர்ந்த படித்தரும் தக்குவாதாரி ஒரு மனிதன் அடிப்படையில் முஸ்லீமாக அவன் இருக்க வேண்டும் என்று சொன்னார் நாயகம் நீ ஒரு இஸ்லாமியாக இருக்க வேண்டும் என்று நிலைநாட்டுகள் என்று சொல்லவில்லை புராணை போதங்கள் என்று சொல்லவில்லை தான தர்மங்களை செய்யுங்கள் ஹஜ் செய்யுங்கள் அமராஜ் செய்யுங்கள் நீங்கள் நோன்பு வையுங்கள் இரவு முழுக்க வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை நீ ஒரு முஸ்லீமா இருந்தால் உன்னுடைய நால் கரத்தில் இருந்தும்க்கள் நிம்மதி அடைய வேண்டும் நிம்மதி அடைய வேண்டும் நம்மள ஒரு விஷயத்தை சொன்ன பொறுமையா கேட்டு நல்ல தொழுவார மூடவே மாட்டார தேவையில்லாத பிரச்சனைகளை பேசுவாரு தேவையில்லாத விஷயங்களை பேசுவாரு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுத்துவார் வெளியே போய்விடுவீர்கள் நாயகமறைதான் சொல்லி காமிக்கின்றார்கள் நீங்கள் அடிப்படையில் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிற முஸ்லீம்கள் பிற மத சகோதரர்கள் உங்கள் நாவை விட்டும் உங்கள் களத்தை விட்டும் அவர்கள் நிம்மதி அடைய வேண்டும் நீங்க நம்ம என்ன செய்யறோம் ஆனால் நாவை திறந்தால் வாயை திறந்தால் பிறரை பற்றி பேசாமல் நாம் மூடுவதே இல்லை பிறரின் வாழ்க்கையை கிண்டாமல் நமது நாக்கையும் நமது வாயையும் நாம் கட்டுப்படுத்தியதே இல்லை நாயகம் சொல்கின்றார்கள் அடிப்படை முஸ்லீமில் இருந்து நீங்கள் நீங்கி விடுவீர்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மீது நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க நாயகம் சொல்லலாவதே சொல்ல சொல்லி காமித்தார்கள் சொன்னது மாத்திரம் அல்லாமல் செயல்முறைப்படுத்தி காமித்தார்கள் பணத்திற்காக இன்றைக்கு பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கணும் பணம் இருந்தால் பதவி இருந்தால் பகட்டு இருந்தால் பந்தா இருந்தால் நம்மளோட எப்பவும் ஒரு பத்து பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க என்றைக்கு கையில் கொஞ்சம் காசு குறையுதோ அன்னைக்கே ஒவ்வொரு ஆளாக நம்மளை விட்டு தனித்தனியாக தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க என்றைக்கு ஒரு பதவியிலிருந்து நம்ம கீழே இறங்குறோமோ அன்னைக்கே நம்மளை அவங்க காலு கீழே போட்டு மிதிச்சிடுவாங்க இன்றைக்கி உலகத்தினுடைய யதார்த்த நிலம் அதுதான் நாயகம் சுல்லல்லா அலிஸ்லாம் ஒருவர் சொன்னார்கள் யாருக்கு நீங்கள் பணத்திற்காக பேருக்காக பொருளுக்காக நீங்கள் யாரோடும் பழகாதீர்கள் நீங்கள் பழகினால் அல்லாவிற்காக பழகுங்கள் ஒருவரின் நட்பை முறித்தால் அல்லாவிற்காக வேண்டிய நட்பை முறித்துக் கொள்ளுங்கள் சமுதாயத்தினுடைய முதல் ஆய்வு அதற்கு அழிரதியுள்ளாகும் தராகவும் அழிரதியாகவும் ஒரு வகையில் பார்த்தா ரசூல்லாவுடைய வளர்ப்பு பிள்ளை இன்னொரு வழியில் பார்த்தா ரசூல்லாவுக்கு தம்பி தச்சாம இன்னொரு வழியில் பார்த்தா ரசூல்லாவுடைய மருமகன் நாய அழிவது எல்லாம் கொடுத்தால மார்க கல்வியின் மீது இருந்த அளவில்லாத பட்சியின் காரணமாக எந்த வியாபாரத்தையும் அழிரறுதி இல்லாமல் ஒழுங்கா பண்ணதே கிடையாது எந்த தொழிலையும் அழிரதிகள் ஒழுங்கா செஞ்சதே இல்லை அழிரதிகளான பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லியே நிறைய பேர் அழிரதிகள்லான வெறுத்தாங்க இன்னொன்று அழிரதிகள் தோற்றத்தை பற்றி இமாம்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் கட்டையா கருப்பாக கொஞ்சம் குண்டா இருப்பாங்க அழிவதினால எப்படி இருப்பாங்க ஆள் கொஞ்சம் கட்டையா கருப்பா கொஞ்சம் குண்டா என்ன செய்வாங்க அழிவிறதிகள் இருப்பாங்க இதனால அழிவதினால நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்துச்சு நான் என் சொல்லா அலி அவர்கள் படத்திற்காக யாரோடையும் பழகாதிகள் சொல்லிட்டு விடாம அதை நாயரு சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்து காமித்தார்கள் தன்னுடைய மகளார் பாத்திமா ரவி அவர்களுக்கு எமன்ல இருந்து ஏராளமான நாடுகள் இருந்து பெரும் பெரும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரசு பதவிகளை சார்ந்தவர்கள் மன்னர்கள் எல்லாம் பாத்திமா நாயகே பெண் வந்தார்கள் இவர்களுக்கு எல்லாம் கொடுக்காம ஒண்ணும் இல்லாத அழிரதியில்லாவுக்கு த மகளிர் கொடுத்தார்கள் சொல்லலாம் ஊர் உலகமே அயிறு எல்லான தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியது சாத்திமாநாயகியை திருமணம் முடித்ததின் காரணமாக அப்போ இன்றைக்குல நிபாதில் பாருங்கள் யார் மனசு எப்படி காயப்படுத்தினாலும் எனக்கு பரவாயில்ல யார் எப்படி கஷ்டப்பட்டாலும் எனக்கு பரவாயில்ல நான் வந்து எதனாலும் நான் வந்து தைரியமாக பேசிடுறால் நான் வந்து எதனாலும் ஓப்பனாக நான் பேசிடுவேன் நினைக்கிறமோ சர்வசாதாரணமாக சொல்லிடுவோம் ஆயம் சொல்லாசமோ சொல்கிறாங்க கோக்குல நிபாதலேயே அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆள் உங்களுக்கு இருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சிறந்தவர்கள் சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உங்களுடைய குடும்பத்தில் யார் சிறந்தவரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவி உங்களை பார்த்து சொல்ல வேண்டும் என் கணவரா ரொம்ப நல்லவர் உங்க உமாளை பார்த்து சொல்லணும் எங்க வாப்பாவா அவர் நாள் உங்களுடைய அக்கா தங்கத்தை யார குடும்பத்துல சிறந்தவராக இருக்காங்களோ அவர் தான் சிறந்தவர் அல்லாஹிடத்திலும் சிறந்தவர் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நாயகம் நான் என் குடும்பத்தில் சிறந்தவன்சல்றாங்க நான் என் குடும்பத்தில் சிறந்தவன் அப்படின்னு ஆயன்சல்லா சமமாக சொல்லி காமிக்கிறாங்க நீங்கள் நம்ம மனைவி மரம் நம்ம கேட்ட சொல்வார்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே மனைவிவார்களை ஐயாமுல் ஜாகிரியாவில் நடத்தியதை போன்று மடமை காலத்தில் நடத்தியதை போன்று அவர்கள் வீட்டு வேலை பார்ப்பதற்கு மட்டும்தான் அவர்களுக்கு பேசுவதற்கு உரிமை இல்லை அவர்கள் சுயமாக சிந்திப்பதற்கு உரிமை இல்லை என்னை மீறி எதையும் செய்யக்கூடாது எங்கும் போகக்கூடாது அவள் எப்படியும் இருக்கக்கூடாது நான் என்ன கொடுமை செய்தாலும் நான் என்ன வேலைக்கு போகாமல் இருந்தாலும் நான் எப்படி இருந்தாலும் என் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு என் கால கீழே கிடக்குதுன்னு சொல்லி ஐயாமு ஜாகிரியா ஒரு முதல் முதல் வரிசையில் கேட்டார்கள் எப்படி அரசு எப்படி உன்னுடைய மனைவியை பார்த்து நீ லேசாக பொன்முறுவல் முடிந்தால் சிரித்தால் அது ஒரு மனைவிக்கு உண்பதற்கு உணவு கொடுத்தால் அது ஒரு அலிபாதட்ச உன் மனைவிக்கு உடுத்துவதற்கு உடை கொடுத்தால் இன்னும் சொன்னார்கள் உன் தாய்க்கு நீ படிவுடை செய்வது ஒரு நல்ல வார்த்தைகளை சலாம் சொல்லி பேசுவதும் கூட ஒரு விபாதத் என்று சொன்னார்களே நாயகம் அவர்கள் மனைவிக்குள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையும் நம்மள்கிட்ட சரியா இல்லை அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் நம்மள்கிட்ட சரியா இல்லைன்னா நாளைக்கு நம்மளுடைய மறுமை நிலை எப்படியாவது இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ்பவர்கள் குடும்பத்தோடு இணங்கி வாழ்பவர்கள் மனைவியை மதித்து வாழ்பவர்கள் பிள்ளைகளை நேசித்து வாழ்பவர்கள் தாய் தந்தைக்கு கண்ணியத்தோடு வாழ்பவர்கள் உற்றார் உறவினர்களை ஒன்று சேர்த்து வாழ்பவர்களை அல்லாஹ் ஒரு நாளும் கேவலப்படுத்தவே மாட்டார் தொழுகை எல்லாம் கடமையாவதற்கு முன்னால் ஹஜ்ஜு கடமையாவதற்கு முன்னால் புறானே இறங்குவதற்கு முன்னால் ஹத்தீஜா நாய்களை தெளிவுபடுத்தி சொல்லி காமித்தார்கள் புகாரியில் ஒரு ஹரீஷ் பார்த்தேன் தாயகம் சலவாதிஸ்டம் அவங்களுக்கு இறை செய்தி வகையினுடைய துணக்கம் ஆரம்பிக்குது எப்படி ஆரம்பிக்குதுன்னு ரசூலாக தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்ல கனவுகளை பார்ப்பாங்க தூக்கத்தில் நல்ல நல்ல கனவு தெரியும் காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தாங்கன்னா தான் பார்த்த கனவு அப்படி நடந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆள் ஒரு ஆள் சேர்ற மாதிரி கனவு பார்க்காங்கன்னு வச்சுப்போம் காலையில் எஞ்சி பார்த்தா அந்த கனவு அப்படி நடக்கும் நாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது நம்ம கனவு பார்த்தது நினைச்ச நெச்சத்திரம் நடக்குதா நமக்கு எதோ ஆய் போச்சு நமக்குள்ள என்ன நடக்குங்கிறத நம்ம கூட்டத்தோட கூட்டமாக இருந்தால் தெரிஞ்சிக்கவே முடியாது மக்களோடு மக்களாக கலந்து வாங்க தெரிஞ்சிக்கவே முடியாது தனிமையில இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும் ரசூல்லா ஹிராக் குகையை தேர்ந்தெடுத்து ஹிராக்ல போய் இருந்துடுறாங்க எது வரையிலும் ஜிப்ரலி இஸ்லாம் வகை கொண்டு வர வரையிலும் எங்க இருக்காங்க ஹிராக்ஹையில இருக்காங்க ஜிபிரஸ்லாம் வந்தாச்சு நாயகம் சல்லா அலிஸ் அவங்களுக்கும் வகை இறங்கப்பட்டுள்ளது கட்டி தழுவி அணைச்சாங்க ரசுல்லாவை கட்டி தழுவி அணைச்சதோட நாயகம் அவங்களுக்கு கடுமையான குளிர் வந்துருச்சு அந்த குளிர்ல ரசுல்லாவுடைய உடம்புலாம் நடுங்குது உதடலாம் நடுங்குது அந்த அளவுக்கு கடுமையான குளிர் ரசுல்லாவுக்கு போட்டோர்த்தி விட்டு நாயவம் சல்லாசம் சத்தீஜான் இருக்கிறாங்க அவள்கிட்ட போய் என்னட்ட சொல்றது அவள்கிட்ட சொன்ன அவள் என்ன செஞ்சிட போறா என் பிரச்சனைக்கு அவன் என்ன தீர்வு சொல்லா இல்லையா நம்ம அப்படிதான் நினைக்கிறோம் ஏன்னா பெண்கள் அப்படி கால கீழே இறங்கணும் நமக்கு நம்ம எப்படி கல்லானாலும் நம்ம கல்லு மாதிரி கிடந்தாலும் சரி புல்லு மாதிரி போனாலும் சரி கொண்டாடி நம்ம கால கீழே கிடைக்கணும் நம்ம நினைக்கிறோம் கத்திஜா நாயகி பக்கத்திலே இருக்கிறாங்க ரசூசல்லாசம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னைக்கா நம்ம மனைவி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிருப்போமா ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் வந்துருச்சு உடம்பு உடம்பு சரியில்லாம போயிருச்சு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா முகத்தை சோகமா வச்சு குரலை கொஞ்சம் கீழே தாளிச்சு என்னைக்கா நம்ம மனைவி நம்ம பேசியிருக்கோமா எப்ப பேசினாலும் ஹை பிச்சர் தான் பேசுவோம் எடுத்த உடனே அப்படியா இப்படி இவனை அவனை அப்படி குடும்பத்தையே பிடிச்சத செய்தோம் வாட்டு வாட்டி வாட்டிட்டு விட்டுருவோம் இல்லையா எனக்கு ரொம்பது ஒரு உருவத்தான் கண்டிப்பா தேவைப்படுது பயப்படாதீர்கள் இழிவுபடுத்தி விடமாட்டான் தெரியுமா சில நீங்கள் உறவினர்களை சேர்ந்து வாழ்கின்றீர்கள் நாயகமே நீங்கள் கேவலப்படுத்த மாட்டான் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பக்காரனுக்கு உதவி பண்ணா அல்ல அவங்களை தேவைப்படுத்த மாட்டான் தொழுகையில் கடமையாவதற்கு முன்னால் நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நீங்க செய்யறோம் எப்படி செய்யறோம் நாயகம் சொல்லு அலைகள் சொல்லி காமித்தார்கள் மனைவி மக்களை கைவிடுகின்றன அப்பொழுது அவன் நரகத்திற்குரியவனாக மாறிவிடுகின்றான் எந்த ஒரு ஆண் இரண்டு குழந்தைகளை பெண் குழந்தைகளை பெற்று அவன் நல்ல முறையில் அந்த குழந்தைகளை வளர்த்து நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுக்கின்றானோ அவன் சொர்க்கத்திற்குரியவனாக மாறிவிடுகின்றான் என்று நாயகம் சொல்லல்லா அலையர்கள் சொன்னார்களே உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறிப்பாக வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் பொருளாதாரத்தை நீங்கள் சரியான முறையில் கொடுக்க வேண்டும் இல்லையா நீ நிறைய இடங்களில் நிறைய ஊர்களில் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் பெண்கள் பீடி சுற்றி தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையே ஓடுதுங்க எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு மாறுங்க ஒரு ஆணினுடைய அடையாளம் முக அவனுடைய குடும்ப லட்சணம் என்ன அவன் தொழிலுக்கு செல்வது வியாபாரத்துக்கு செல்வது தான் நம்மளுடைய உத்தியோகம் இல்லையா இன்றைக்கு அது நிறைய ஆண்கள்கிட்ட இல்லாமலே போயிடுச்சு நீங்க ஹதீஜா நாய்கி வாழ்க்கையும் ரசுல்லா வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி பாருங்க ஹதீஜா நாய்கி வாழ்க்கையில ரசுல்லா எப்படி என்டர் ஆகிறாங்க கத்தீஜா நாயி ஷாமுக்கு போய் வியாபாரம் பண்றதுக்கு நல்ல பேச்சு திறமை உள்ள உண்மையான ஒரு ஆள் வேணும் பொதுவா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்துல ஒரு ஆளுடைய சேர்றாங்கிட்ட வேலைக்கு சேர்றாங்க யார்ட வேலைக்கு கத்திஜா நாய்கிட்ட வேலைக்கு சேர்றாங்க கத்திஜா நாயினுடைய வியாபாரப்படையில நாயகம் சல்லாசும் அவங்க ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக உண்மையை சொல்லி ரொம்ப சீக்கிரமா நல்ல லாபத்துல வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க இதனால வியாபாரத்தை முழுமையாக பார்த்தவர்கள் வீட்டுலதான் நீ கஷ்டப்பட்டு இருந்துட்டா கொஞ்சம் நிம்மதியாரு பொறுப்பையும் தாமத்துக்கு போட்டுக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் நீ சந்தோஷமா இருந்தது பெண்கள் யார் வீட்டுக்கு இப்ப சந்தோஷமா இருக்காங்க புகுந்த வீடா பார்த்தா வீட்டு தான் என்ன செய்யறாங்க சந்தோஷமா இருக்காங்க புகுந்த வீட்டுக்கு வந்தாலே சிரமத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம் நாயம் சொல்லாசம் அதைதான் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் உங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மகல்லாவாசிகளிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து நாயம் சொல்லாசம் சபையை கடந்து ஒரு ஜனாசா போகுது அவங்க அந்த ஜனாசாவை பாக்குறாங்க சுத்தி நின்று அங்க மக்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை திட்டிகிட்டு இருக்கிறாங்க பா உடையா மோத்தா போய் குழந்தான் பா கொஞ்சம் நினைச்சா பேச்சா பேசா கொஞ்சம் நினைச்சா வேலையா பார்த்தா தொப்பியும் போட்டுக்கிட்டு தாடியும் வச்சுக்கிட்டு இல்லாதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தொழுதுகிட்டோம் ரொம்ப அடிச்சு அதிகமானான் போயிட்டான் சொன்னாங்க மக்கள்லாம் ரொம்ப அந்த மையத்தை சவிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நாயசிலம் சொன்னாங்க ஹாரிகள் மையத்தும் சின்னார் இந்த மையத்து சொந்தத்துக்கு போக நரகத்துக்கு போகக்கூடிய மையத்துனாங்க எங்க போகக்கூடிய மையத்து நரகத்துக்கு போகக்கூடிய மையத்து சகாமிகள் ஒண்ணுமே கேட்கல சூல்லாட்டா ஏதாவது விளக்கம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஒன்னும் சொந்த விட்டுட்டாங்க சரியா ஒரு பத்து பதினைஞ்சு நாள் கழிச்சு திரும்ப ஒரு ஜனாசா போகுது அந்த ஜனாசிங்குரிய மையத்தின் கேட்டாங்க யாரும் அந்த மனிதர்களுடைய அமலை நீங்கள் அறிந்தவர்களாக இல்லை அவர்கள் என்ன செஞ்சாங்க அவங்க எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது மையம் கடந்து போச்சு என்ன செய்ய சொர்க்குரியது போது நாயகம் சொன்னாங்க இந்த பூமியில் நீங்கள் எல்லாம் சாட்சியாளராக இருக்கின்றீர்கள் நீங்கள் யாரை குறித்து நல்லவன் என்று சாட்சி சொல்லுகின்றீர்களோ அவன் அல்லாட்டையும் நல்லவன் நீங்கள் யாரை கூறிட்டு கெட்டவேன்னு சாட்சி சொல்கிறீங்களோ அவள் அல்லாட்டையும் கெட்டவன் தான் நாயம் சொன்னாங்க நீங்கள் நல்ல முறையில் மட்டும் பற்றாது நல்ல முறையில் புராணுவா மட்டும் பற்றாது நல்ல முறையில் நோம்புவச்சிட்டால் மட்டும் பற்றாது இதெல்லாம் செய்தாலும் கூட நீங்கள் அல்லாகுற சூலுக்கு எப்படி பயப்பட்டு நடக்கின்றீர்களோ அதே போன்று நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நீங்கள் பயந்து நடக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தார்களை மதித்து நடக்க வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் சரியான செய்ய வேண்டும் என்று நாயகம் சல்லல்லா அலேஸ் அவர்கள் சொல்லி காமித்தார்களே நன்றாக விலகிக் கொள்ளுங்கள் திரும்பவும் நான் சொல்கின்றேன் நீங்கள் குறை கண்டிப்பா ஏன்னா அல்ல எழுபது தாயப்பட இறக்க முடியுங்க ஆச்சுல ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை குறிப்பா மனைவிக்கும் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமையில குறைபாடு வைத்து உங்களுடைய மனைவியின் மனதோ உங்கள் பிள்ளைகளின் மனதோ உங்கள் தாயின் மனதோ அல்லது பெண்கள் கணவன் மனதுக்கு அளவுக்கு நடந்து கொண்டால் அந்த கணவனோ அந்த மனைவியோ அந்த பிள்ளையோ அந்த தாயோ மன்னிக்காதவரை அல்லா மன்னிக்கவே மாட்டான் அதனாலதான் முன்னாடி ஒரு பழக்கம் இருந்துச்சு இப்பவுமே இருக்கு நிறைய கோவில் இறுதி கடமை ஹஜி அப்படிதானே இந்த ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் எல்லாேரும் வீட்டுக்கும் போவாங்க பார்த்துருக்கீங்களா சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போய் இஸ்லாம் உலகம் நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் விஷா அது மனம் புண்படி படி எதுவும் பேசியிருந்தால் நீங்கள் என்ன செஞ்சிருங்க மன்னிச்சுக்கங்க அதுக்காகவே ஒரு விருந்து வச்சிருக்கிறோம் விஷால்தான் வந்து கலந்துருக்குங்க ஏன் இதை ஏற்படுத்தினாங்க தெரியுமா நீ ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணி இறுதி பேச்சு பேச்சு முடிச்சிட்டாங்க நான் முடிச்சு சொன்ன அல்லாட்ட கரம் ஏறி செய்ய போறேன் போயிருவான்னு எனக்கு பயமா இருக்குறாங்க கணரை எச்சு துப்பினீர்கள் பொங்கி எழுந்தது மரங்களை நட்டீர்கள் போகலாம் எப்பொழுது தெரியுமா இந்த சபையிலே குடும்பத்தை உரைத்து குடும்ப உறவுகளை முறைத்து வாழ்ந்தவர்கள் இந்த சபையில் இருந்தால் கூட ஏற்றுக்காது ஒரு ஆள் ஒரு ஆள் குடும்ப உறவை இந்த சபையில இருந்தீங்க குடும்ப உறவு முறைக்கிறா வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போறதில்ல அடிக்கடி சட்டை போட்டு சேர்ந்துக்கிறது அடிக்கடி மனசை காயப்படுத்திக்கிறது அடிக்கடி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நல்ல உலக மாதிரி நடந்துகிட்டு இருக்கவே இதுவும் குடும்ப உறவு முறைத்து வாழ்றதுனா மனதளவுல முடிஞ்சு போயிரும் சும்மா மக்களுடைய பார்வைக்கு ஒரு கணவன் மனைவியாக ஒரு வாப்பா அம்மாவாக ஒரு பிள்ளைக்கு தகப்பனாங்க அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் ஆனால் மனசலவில் குடும்பம் முறைஞ்சி போய்தான் இருக்கும் இல்லையா மூசாரேசன காலத்தில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் இந்த பஞ்சத்துக்கு மூசாரேஸ்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு துவா செஞ்சாங்க அப்படியே முன்னாடி மலை தொழுகை ஒன்று இருந்துச்சு தெரியுமா மலைக்கு மழை இல்லைன்னு சொன்னா எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்காக ரெண்டு சாரா தொழுது அதுக்கான ஆஜர்தான் எல்லாம் அப்படி ஊர் முழுக்க அடை பைத்து படிச்சுட்டே போவாது அது ஒரு மலை அந்த மாதிரி மூசா எல்லா மக்களையும் அழைச்சி எல்லாருவாங்க சின்ன ஆட்கள் பெரிய ஆட்கள் வயசானவங்க ஆம்பளை கால்நடைகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு மேலே போயிட்டாங்க ஒரு மலைக்கு மேல யாரையும் நின்றுட்டுலாம் பாத்துக்க சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் வந்து நிற்கிறது பாவப்பரியாத பிள்ளை எல்லாம் வந்து நிக்கிறது ரொம்ப வயசான ஆட்கள்லாம் நிக்கிறாங்க கால்நடை எல்லாம் நிற்கிறது மழை இல்லாமல் வறண்டு வாடி பஞ்சத்துல நாங்க இப்படியே மூத்தா போயிடுவோமோன்னு பயமா இருக்கு தயவு செஞ்சு மழையை இறக்குன்ட்டு அல்லாட்ட துவா செஞ்சா மழையை கொடுக்கல மூசாசா களியும் இல்ல அல்லாட்ட டேரக்டா பேசுற நபி இதுக்கெல்லாம் மலைக்கு மேலே ஏற்கனவே துபா கேக்கிறாங்க அவ்வளவு பேர் நிற்கிறாங்க அல்ல மழையை இறக்கல அல்லாட்ட மூசாச கேட்டாங்க என்ன அல்ல மழையை இறக்க மாட்டேங்க உங்களுடைய சபையில குடும்ப உறவை முறித்தவர் ஒருத்தர் இருக்கார் கணவனுக்கும் மனைவிற்கும் சண்டையை மூட்டிக்கிட்டே இருந்தவர் ஒருத்தர் இருக்கு அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன் மழை இறக்க மாட்டேன் அவர் தௌபா செஞ்சால் உங்களுக்கு மழை கிடைக்கும் உடனே மூசாலேஸ்லாம் ஒரு பொது அறிவு யாரெல்லாம் இந்த மாதிரி குற்றங்கள் செஞ்சுருக்கீங்களோ மனசுக்குள்ளேயே தௌபா செஞ்சுக்கோங்க உங்களுடைய பாவத்தை எல்லாம் வெளிப்படுத்த மாட்டான்ட்டு சொல்லிடுறாங்க அந்த ரெண்டு பேரும் தௌபாக கேட்டதுக்கப்புறம் அவ்வளோத்தால் மழை இறக்கு இதாக வரலாறு தான் நம்ம பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் இறங்கி இறங்கி பேசுறோம் நம்மகிட்ட ஒரு பொருள் வாங்க வரக்கூடிய கஸ்டமர்ட்ட வழுந்தி வழுந்தி பேசுறோம் ஆனா நம்ம மனைவி எப்படி பேசுறோம் என்ன அப்போதான் போய் ஒரே வார்த்தை முடிச்சுடும் அந்த பெண் தன்னுடைய உடல்நிலைய பத்தி சொல்ல வராங்களா பத்தி சொல்ல வராங்களா இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேச எதை பத்தியுமே பேச மாட்டோம் வாயை திறந்த ஓ எம்மத்தில் நிற்க முடியாமல் தான் நான் வெளியே கடந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிருவோம் ஒரே பிரச்சனை முடிச்சிடுவோம் நாயம் சந்தாசன் சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு வெளியே நீங்கள் செருப்பை கலட்டும் போது உங்களுடைய கோபத்துக்கு வெளியே கலட்டிடுங்க உங்கள் பதவியும் வெளியே கலட்டிடுங்க உங்களுடைய பகுமானத்தையும் வெளியே கலட்டிட்டு உங்களுடைய மனைவிக்கு ஒரு கணவனாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாக உங்கள் தாய்க்கு ஒரு மகனாக நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க நாங்கள் நாயம் சந்தாசன் ஆனால் இன்னைக்கு வெளியே இருக்கிற பிரச்சனை எல்லாம் நம்ம கொண்டாட்டிட்டு தான் போய் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையே தெரியாதுங்க எல்லா பெண்களுக்கும் தான் இந்த நாலு சிவரு ரெண்டு பிள்ளைங்க சமயக்கட்டு கணவர் மாமனார் மாமியார் இதை விட தாண்டி போச்சுன்னா பீடி கடை அதையும் கொஞ்சம் கூடி போட்டு சொன்னோம்னா சாயந்தரம் ஆறு மணி வரையும் ஒரு சீரியல் இதை பெண்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு ஆனால் நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லை நினச்ச இடத்துக்கு போவோம் நினைச்ச சாப்பிடுவோம் நினச்சவங்க கூட இருப்போம் நினைச்சவங்க கூட ஜாலியாக இருப்போம் அப்படி தானே நமக்குன்னு ஒரு நாற்பது முப்பது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படி தானேங்க நம்மளையே நம்பி இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களை நம்ம மனைவி மக்களை நம்மளுடைய தாய்களை இன்றைக்கி நம்ம கண்டுக்கிறதே இல்லை கண்டுக்கிறதே இல்லை குடும்பத்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை நம்ம நிம்மதியாக இருந்தால் போதும் நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும் நமக்கு நேரம் போனால் போதும் கொண்டாட்டி எப்படி இருந்தா எனக்கு என்ன பிள்ளைய படிப்பு எப்படி போனா எனக்கு என்ன உம்மா உடம்பு சரியில்லாம படுத்து கிடந்தா எனக்கு என்ன அதுலயும் இந்த நாலு அண்ணதுங்க வீட்டுல யாராவது ஒரு தாய் மாட்டிக்கிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவன் பார்க்க மாட்டானா இவன் பார்க்க மாட்டானா அவன் தர மாட்டானா இவன் தர மாட்டானான் அந்த தாய் ஒவ்வொருத்தவங்க கையை பார்த்து பார்த்தே கடைசில மூத்தம் போயிடுவாங்க கணக்காது நிறைய குடும்பம் இல்லை அல்லா காப்பாத்தணும் இன்னைக்கு நிறைய பெண்கள் திருமணம் முடிஞ்சு மூணு குழந்தை ரெண்டு குழந்தை பெற்று குழந்தைகளுக்கு பத்து பதிமூணு வயசு ஆனதுக்கு தாய் வீட்டுல போய் காலத்தை கழிக்கக்கூடிய சிவன் நம்ம பார்க்கிறோம் கணிக்க போறாங்க அபுல் ஆலமின் அதைதான் சொல்லி காமிக்கின்றான் உங்களுடைய குடும்பத்தாரர்களை நீங்கள் நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தாரர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயமும் உனக்கு ஒரு விவாதத்துலாம் சிரித்தாலும் தான் அன்பால் பார்த்தாலும் இவாதத்து தான் உங்கள் மனைவியை நல்ல பாசத்தோடு நீங்கள் அணுகினால் அதுவும் விவாதத்து உங்கள் மனைவிட்ட உங்க தாயிட்ட உங்க பிள்ளைகள்கிட்ட நல்ல முறையில் நடந்து கொள்வதே ஒரு வணக்கம் தான் இன்னைக்கு அதுலயும் நம்ம நல்ல முறையில் இல்லை சரி தொழுகையில பள்ளியாசல் விஷயத்துல தான் ஒழுங்காக இருக்கோம் பார்த்தா அதுலயும் இன்னைக்கு நம்ம ஒழுக்கமான ஒழுங்கான முறையில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் அபுல் ஆலமின் வாழக்கூடிய காலங்கள்ல அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அல்லாஹ் ரப்பூல் அலமீன் சரிவர நிவர்த்தி செய்யக்கூடிய மா பெரும் அல்லாஹ் அர்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் அல்லாஹ தந்தருவதோடு நாளை சொர்க்கம் நுழையும் போது நமது மனைவி மக்களோடு நமது தாயோடு தந்தையோடு நமது பிள்ளையோடு குடும்பத்தோடு சொர்க்கம் நுழைந்து நல்ல முறையில் இருக்கக்கூடிய நசீவன் அல்லாஹ் அரப்பு ஆலமின் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக மாதாவான